மழைய மற்றும் தொடக்கப்பள்ளி கீழ்கொடுங்காலோ வந்தவாசி வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் படிக்கிறேன் நான் இப்போது உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு தண்ணீரின் மகத்துவம் நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவன் வாக்கு மனிதன் உணவில்லாமல் இருபத்தி நாட்கள் கூட உயிர் வாழ முடியும் ஆனால் அவன் நீரின்றி நான்கு நாட்களுக்கு மேல் உயிர் வாழ முடியாது அது நம் மனித மேல் நமது முக்கிய உட்புகளான மூளை இதயம் நற்றினையின் வெற்றிப்படிகள் என இருபத்தி மூணு வீக்காளர்களுக்கு மேல்நீர் ஆளானது வீரினங்களில் சிரிக்கும் முரே தன்மை கொண்டவன் மனிதன் ஆனால் அவன் மழை நீரை சேமிக்க வேண்டும் என்று இயற்கை வளங்களை அழித்தால் மழை வராமல் போய்விடும் என்றும் வரும் சமுதாயம் வாழ வழியின்றி போய்விடும் என்றும் அவன் நினைத்து பார்க்கவில்லை மண்ணுக்குள் நீரை சேமித்து வைக்க மறந்துவிட்டோம் நீரை சோதித்து பார்க்க பின்காலத்தை அனுப்பி வைத்தோம் நீரைிவிட்டது கை வைக்க முடியும் இத்தகைய முக்கியமான நீரை நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் வீடுகள் தோறும் மழைநீர் சேமிப்பு தொட்டி மூலமாக மழைநீரை சேமிப்போம் துளித்துளி மழை துளி அதி வான் தரும் மழை அதை வீணாக்குவது நம் பிழை மனம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இது போன்ற வாசகங்களை சூற்று சூற்று மட்டும் நம் அனைவரின் மனதுக்குள்ளும் எழுதி நம் மனம் வளர்ப்போம் மழை பெறுவோம் வரும் சமுதாயம் வாழ வழி செய்வோம் எனக்கு வாய்ப்பளித்த நன்றினைக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக பக்கத்தில் எடுத்த பில்லுக்கு யூஸ் பண்ணால் நட்டான